Allahoo Allahoo Allahoo Allahoo Allahoo Allah. நீராவனே சுயரத்தை நீரால் துடல் பவனே நாளை அயானத்தை படைப்பவனே உள்ள நினைவில் சொல்லுவோர்க்கு உன் உள்ளத்தில் சொட்டும் சொல்லபவனே அல்ல allah allah allah allah allah allah un main ne naitar urum na ne அவர் உலகத்தில் பெற்றார் புகழ் மனமே அல்லவர் பெற்றார் அருள்மணமே அவர் அகரத்தில் பெற்றார் மனமே அல்லாஹூ அல்லாஹூ hey kanna kulagatha kanna kaakavane um tuma pilpulareyum <laughs> thurai pawane um vayagam lendu irppavane vayagam lendu irppavane neele etlam idayathil irppavane allahoo